கோட்டை கட்டி ஆண்ட ஒரு இனம் கோணி துணி கட்டி தூங்குகிறேன் ஆனால் தேரை விட்டு விட்டு சென்றான் என்றால் செயல் வைத்து கரத்தனமானது ஆனால் மேலோங்கி நிற்பது என் இனம் முன்னோர்களின் உயிர்மை தேயம் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் தம்மிதம்